பூமிக்கும் <muchas> சூரிய சோலர் எக்ஸுங்கிறது நம்ம யூனிவர்ஸில் நேச்சுராகவே நடக்கிற ஒரு இன்சிடண்ட் ஆனால் அதுக்காக நம்ம பல வருஷமாக ஃபாலோ பண்ணுற ட்ரெடிஷன்ஸும் இருக்குது அதை வச்சு புதுசு புதுசாக கிளம்புற வரல் வீடியோஸ் இருக்குது நம்ம பார்க்க போகிற முதல் விஷயம் என்னென்னா சோலார் எக்லிப் அன்றைக்கு வெளியே போகக்கூடாது கண்ணு குருடாயிரும் அப்படின்னு சொல்கிறது இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா நாசான சொல்கிறாங்கன்னா நார்மலாக அல்ட்ராமேட்டிக் ரேடியஷன்ஸை விட சோலார் எக்லிப்ஸ் அன்றைக்கி இருக்கிற அல்ட்ராமெட்டிக் ரேடியேஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் அது வந்து நம்மளோட ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டரு அட்மாஸ்பியர் ஸ்பேஸ் கிழிச்சிட்டு வந்து நம்மளை அட்டாக் பண்ணி பிளைண்ட் ஆயிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நடக்காத காரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அமெரிக்கன் ரெஃப்ராக்டிவ் சர்ஜரி கவுன்சில் அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சோலார் எக்லிப் அன்றைக்கி லைட்டோட இன்டென்சிட்டி குறைஞ்சாலும் அதில் இருக்கிற அல்ராவேரேட் ரேஸோட இன்டென்சிட்டி குறையாது ஸோ லைட் இல்லாதப்ப நம்ம பார்க்க ட்ரை பண்ணுறப்போ நம்ம கண்ணோட பியூப்பிள் வந்து விரியும் விரியும்போது அல்ட்ராவலட் ரேஸ் அதிகமாக போகிறக்க சான்ஸ் இருக்குது ஸோ இந்த பழக்கத்தை சயின்டிஃபிக்காகவும் நம்ம அக்செட் பண்ணிக்கலாம் இப்ப ரெண்டாவது என்ன பார்க்க போறோம்னா நம்ம உலகத்தில் ரெண்டு போல்ஸ் இருக்கு ஒன்னு நார்த் போல் இன்னொன்று சவுத் போல் இந்த ரெண்டு போல்ஸ்லயும் சோலார் Eclipse தெரியாது அப்படின்னு சொல்றது ஆனா நார்த் போல் கடைசியா மார்ச் ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் பிப்டீன்லயும் சவுத் போல் கடைசியா மார்ச் டுவெண்ட்டி த்ரீ டூ தௌசண்ட் த்ரீ லையும் நடந்திருக்கு போற விஷயம் என்னன்னா சோலார் எக்லிப் அன்றைக்கு பணி வச்ச சாப்பாடுலாம் பாய்ச்சனா மாறிடும் அப்படின்னு சொல்றது இது ஏன் எப்படி சொல்றாங்கன்னா சோலார் அதுலேருந்து அதிகமான யூவிரஸ் வரதால அது நம்ம சாப்பாடு கூட மாறலாம் அப்படின்னு சொல்றாங்க பார்த்த மாதிரி அமெரிக்கன் தெரியாது தெரிய அழகா கணக்கில் வேணா வீக்கு ஆனா பத்து கெட்டா கொடுக்கல